என்ன பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னக்கு நான் யாரேன்னு தெரியறேன். கேகேசி சேனல் அபிஷேனோட பெஸ்ட் फ्रेंड्स. எஃப் கிறிஸ்டினா. இவ பேர் சரண். conjugate ரெண்டாவது அவளோட. நான் வந்து ஃபுஸ் அவங்களுக்கும் சே. இந்த மாதிரி வேற அந்த சேனல்ல வரணும். ஓகே. யாரு? யாரு என் ஃப்ரெண்ட். டே நான் இந்த சேனல் சூசி. இதுக்கு அப்புறம் நானே கிட்ட நீங்க போடுங்க गाइस, மீரியே போடுங்க. பாருங்க. தொடர்ந்து உங்களுக்கு கேஎஸ்எம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி போடுங்க. அம்மா அப்பாவா இருக்கா இருந்தி ரொம்ப கிழிஞ்சுச்சிய انا போய் இருந்துச்சான் இந்த வீடியோ பகாதுல சக்கரான் ஆனா நம்ம மொத்த தட்டு வர மாதிரி கொஞ்சம் நிறைய கூட கேக்கலாம் இல்லடா பா பா பாலை குசு இது திங்க கேலி குசுடா கரெக்டா ஆ கேடா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 நமக்காக பல்லி டான்ஸ் அவ்வளவு திரும்பி நமக்காக யாருக்கு வரப்போகுது பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு பாட்டு பாடு பாட்டு பாடாட்டு என்ன பாட்டு யாரு பார்த்தோம் வந்து பழம் இப்படி பிரியாணி கொல்ல பழம் Yeah. 24 hours green food challenge tell me patikala 24 hours yeah. <laughs> okay guys venna na three din act direct na 24 hours healthy green food das apana apne pepana bawa apple pera and mere healthy patchari ip seena ip seena mail ip illa illa adu thaniya ve thaniya or video channel ki porala indha na no peena ninga watch pannunga உடகு Amma wala akka badi. Mana akka wala amma badi. Ala gaduga anga illa la gaduga. Nee sipo sipo. Nee enna mood. Illa wala. Tu tu tu illa one time. Ah engata apo tiktok nane amma putta. Indu per thiyana indu per. Okay, ready. Okay. பியான்டே துடாய் தெடா ஜும் தெடா ஆட் கிசி டேம்ஸ் மெத்திக் டா நீ வீடியோ லாங்கா போனா பஞ்சிங்க கொஞ்சம் லாங்கா உங்க அம்மா படிக்குமா உங்க அப்பா போ டே அப்பா ஓகே ஆ ஓகே ஃபேன் என்னனா எடனா எடனா குடி குடிக்குற ஏடனா வண்டர்லா வண்டர் ஓகே நான் குடிறேன் எட வெரி ஃபீல் ஆனா நான் சொல்லேங்க தெரியல ஆபீஸ்ல வந்துட்டேன் செரியோ கே ஹம் சாம்பார் பீரு ஆ கே உனக்கு உனக்கு எஷ்க்கு போடமா ரட்டி சட் நசிமா நசி கறி பிரியாணி பிரியாணி மெட்டே இட் நசி இ இருக்கு மல்லி கூட சொல்லு நசி ஆ நசி கண்டா அது ஒரிஜினல் மேசேல அல சுண்ட சொல்லு நீ தான் 나சி நசி கறி தான் சிக்கன்alli பா இடை நீ வந்து திருப்பதா Bosses de Venus Bosses <laughs> de Venus Bosses? Bosses de Venus Bosses de Venus glamour from what we i had to read Bosses de Venus Bosses ofocy Ha! harder to read Bosses of feel Venus Bosses போ அடிக்கணும் என்னஸ்ல போட்டு செடி செடிய செம்பர்த்தி பூஜாப்பூ எல்லாரும் ரெண்டு மூணு 800 800 சே தாமரை தாமரை ஆ சூரியா கிது 3 ட ரகெட் கு ரோகெட் ரகெட் ஏ ரகெட் ரோகெட் புடி இல்ல பாப்பல் கலர்ல இருக்கும் அது அது ரகெட் 3 3 2 2 2 3 2 1 4 3 3 வா 3 6 சைஸ் மாதிரி செப செலர் ரோஸ் பிங்க் ரோஸ் இல்ல கிட்ட என்ன வேண்டாம் வேறாண்டி சிக்கன் பெரிய okay full ah tho theriyada theriyada karidunga comment comment la comment comment okay comment la ne nee enna solla tharuta solla na unakku tag panen okay illai tag indha indha idarku muraiya engada rendu da kekkona ena nee pola edha da iru thad nee engada tag panranga tag pannga edha solla eh illa modhu ondra kekka eh modha nee enna boss kekka adha illa ne ஒரு நதி குழந்தை நேரம் ஒரே ஒரு முறை என்ன பண்ணனும்? நீ ரெண்டுமே. மொத</ul>ள ஓடு முடிட்டால முடி. ரொம்ப ஓடலாம். வளை வளைக்கு தலையேன். வளைக்கு தலையேன். வளைக்கு உள்ள நான் தலையேன் வளைக்கு உள்ள. ஓகே. உக்காந்து இருக்காகலாம். ஓகே. எக்ஸாம்ஸ். பொய் டாய் கா அப்சுல்ட். ஹை கா அப்சுல்ட். ஓ. லலாலாலா. வரல. குதிடு. குடிக்ஸ். ஒன் சாரி. This is your dad. ஏல ப்ராக் மாரியே தம்பட்ட போ. இதுவla பேரு. இல்ல ஏ ஒசபெ. ஆ. நீ டிக்குல் பே. யாரா ஆயா. இனே டிக்குல் அன்னைக்கு ஆயிட்டதா அப்படி சொல்லு. ஐயடா. சத்தபா. அதட்டே யாரும். ஐயடா. பாக்கறேன். ஜினுட. இ. ஆல் சீக்க. அந்த அந்த அந்த. அவங்க பா டென்ஷன். வா. என்ன அது என்ன. மாரீது சப்பு. நீங்க என்னடா இது என்னடா இது புரட்சாய் வெர்ஸ் நேம் பண்ணு. வாடடா? ஆமேங்க பார்த்தா அது. நான் புடிச்சாலும் பண்ணு. நீமே சொன்னதுக்கே நீமே தான் यार அது சீமா நீ வீடியோ எடு. ஏலாம் செல்லுமென்ட அப்படி பேர் <laughs> <laughs> லட்ச்சா அது வந்து கட் எனக்கு மட்டும் انا 24 மணி நேரம் சயமா அத கிடையாது ஓகே என்னால நீ என்ன அத சொல்ற அந்த மாபொடலாம் சொன்னாங்க இல்லை ல போதே சொன்னானே திரும்ப நீ சொல்ல ஓகே இந்த காபி சானா ப்ளஸ் வேற கேடேடே வாடதுபகல நீ போறது சமநிலை ஓகே ஓகே ஒரு முடி தர முடியல ஒரு நாடி ஒரு முடி தர முடியுமா ஒரு <laughs> <laughs> வேறத நெடிக்குட நினைக்கல ஒரு பண்ண முடியும் என்ன சொல்றேன் ஒரு நல்ல ஒரு கிளைக்கிள ஒரு நல்ல ஒரு சொல்லு ஜெசி டீயோ இதெல்லாம் என்ன தம்படி ஓகே வந்து பாபா த்ரூ திஸ் இஸ் ட்ரூத் நாட் டேய் ஆ அது ஒரு ட்ரூத் தான் சொல்லச்சம்மா டேய் ஏ யாரே கிட்ட ஏ நானா டாக் பண்ணுறியே ஆல் கோட் தேடிப் போய்ட்டா டான்ஸ் அதர் நோ டான்ஸ் இந்த சொல்லேனே இந்த சொல்லேனே எல்சிட் யூ அதெல்லாம் யூ யூ யூடா கரண்டி வெண்டா ஓடிடலா ஓகே இபார்ட்டே என்னது அது ரூட் இங்கட்டு कंट्री சொன்னோ வராக் சொன்னோ ஓகே இப்ப என்ன மாடல் லேண்ட் கேக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்றேன் चाइனா மொட மொட चाइனா மலேசியா ஆப்பிரிக்கா டொபான் 1 2 3 டைம் ஆ இல்ல இல்ல என்னடா அசிங் ஆகுற விட்டு நல்லா கேளு 3 பை குருக்கு செஞ்சிரு வை கொரியா Australia South Africa America America America India India India India Bangladesh Nepal Nepal Nepal Nepal Nepal Nepal Thailand China China so, yeah. China China China yeah. <laughs> இப்ப வரைக்கும் இருக்க ஒரு கூடவே இருக்காங்க அம்மா அப்பா தவிர யாரு இப்ப இப்ப வரைக்கும் ஒன்னாபா பைது ஏன்னா பைரதான் வச்சு அஞ்சு வயசு நீ தான் கேக்கு मैं चिंता से पूछती हूं मैं चिंता से आई वाज नर्वस माय एनटीएस रिपोर्ट आने का पूरा मैं इस टाइम में बात किया मैं सिंपल इनसा की तुझे पढ़ के उठा ले वाला बट सी चक्का लो ठीक है चलो कल लोग भी ना स्कूल होते सी चक्का ओके हां नहीं हेडफोन डाल दे यार यार ओके बैठ डालना अगला बैठ ये ये சொல்லிடுச்சு <laughs> சொல் <laughs> <laughs> கட்டிலாகும் கம்பரியாதீா <mully> பௌக்கரணும்